அரசு வந்து வந்து லாக்டவுன் அனவுன்ஸ் பண்ணியிருக்கு பதினஞ்சு நாள் இதில் வந்து ஆரம்ப நிலையில் நிறையா நோயாளிகள் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு தும்மல் அடிக்கும் சளி வரும் இருமல் வரும் உடம்பு வலி வரும் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டவுட்டாக இருக்கும் தனக்கு வந்து கோவிட் தானா என்ன எதுவும் சந்தேகம் வரும் அவங்களுக்கு நாங்கள் ஒரு சங்கத்து மூலயமா ஹோல்சேலிங் சேர்மனாக நாங்கள் பொருட்படுத்தி ஒரு நம்பர் அனவுன்ஸ் பண்ணிடுவோம் இந்த நம்பரை நான் சொல்கிறேன் நோட் பண்ணிடுங்க நைன் த்ரீ நோட் பண்ணிடுங்க இதுக்கு வந்து உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப் பண்ணால் உங்களோட பேர் வயசு நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிணா எங்கள் டாக்டர் உங்கள்கிட்ட ஃபோனில் லைனில் வருவாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் கேட்டுவிட்டு ஜீரோ காஸ்ட் பிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அவங்களோட சாதாரண கன்சல்ட்டிங் ஃபீஸ் ஆயிரம் ரூபா நம்மளோட சங்க கோரிக்கையினால் அவங்க வந்து ஜீரோ காஸ்ட்டில் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க நாங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் டெலிவரியில் நீங்கள் எந்த குக்ராமலத்தில் இருந்தாலும் நாலாயிரம் கமிஸ்டர் சென்னையில் இருக்கோம் நாற்பதாயிரம் கமிஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க ரெண்டு மணி நேரத்தில் உங்களை ரீச் பண்ணி உங்கள் வீட்டில் இந்த மருந்து கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் டிசீஸ் கியூர் ஆகிரும் அப்படியே க்யூர் ஆகணும்னா அடுத்த ஃபைவ் டேஸில் கவர்மெண்ட்டில் ஒப்படைச்சு அவங்க ஜிஹெச்லேயோ இல்லை எந்த சங்க கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம்